விழிகளில் வழி சொல்லி திண்டலில் திசை திசையட்டு மருந்தே போகிற யாரோ இவள் முன் ஜென்மத்தின் கண்மணிவனோ இவள்தான் அவள் இன் ஜென்மத்தின் முதல் பெண்மணியோ இதழில் ஊராண்டு வாழ்வேரழி இதழ்களில் நகங்களா வழி சொல்லி போகிறாள்லில் விசேட்டு மறந்து போகிறேன் padanida mapa saadharaneda mapa padanida padanida mapa saadharaneda padanida padanida mapa saadharaneda mapa padanida padanida mapa saadharaneda